வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொலாஜி பிஎஸ்டி ஃபைல் கொலாஜில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கொலாஜ் வந்து இருக்கும் அதில் நான் ஒரு பத்து வகையான கொலாஜ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல உள்ள வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிஎஸ்டி ஃபைலோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதோட பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க சரிங்களா இதே மாதிரி நிறைய பிஎஸ்டி பைல் நிறைய வந்து அப்லோட் பண்ணிருக்கும் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போல